வாசம் ONCE ONCE ONCE MORE! Once MORE! Once MORE! ஒரு எடிட் அதுக்கு முன்னாடி நீங்க புது பண்ணிபிகேஷன் வீடியோக்குள்ள போகலாம் இதே மாதிரியான ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு வகையான ஆப் தேவைப்படும் ஒன்று வந்து கேஜ் மாஸ்டர் ஒன்று வந்து ஃபின்ஸு ஓகேங்களா அந்த ரெண்டுக்குள்ளே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க நம்ம முதல்ல ஃபின்ஸில் போயிட்டு நமக்கு தேவையான டேட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் ஃபின்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா அதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அதில் மேலே பாருங்கள் ஸ்டார்ட்னு இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்கங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு கொஞ்சம் லோடாவது கொஞ்சம் டைம் இருக்கும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் யாருக்கு விஸ் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் நெஸ்ட்னு இருக்கோ அது நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு கீழே பாருங்க கீழே வந்து ரெண்டாவது பாருங்க சேஃப்னு இருக்கோ அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்டில் பாருங்க சேஃப் கலெக்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் லாஸ்டில் வாங்க எப்படி ஸ்க்ரோர் பண்ணிட்டு அப்படி லாஸ்டில் வந்தீங்கன்னா நம்பர் இருக்கும் அதில் உங்களுக்கு தேவையான நம்பர் நீங்கள் எடுத்துக்கங்க நான் வந்து ஜீரோ கொடுத்துருவேன் கீழே அது உங்களுக்கு எந்த நம்பர் தேவையாக அந்த நம்பர் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு இதில் மேலே பாருங்கள் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீன் அது நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்க மற்ற கீழே ரெண்டு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது நான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃப்ரீயே போதும் அதை அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கங்க ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது நான் நம்ப செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு மேலே டவுன்லோட் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா டவுன்லோட் கொடுத்து மறுபடியும் நான் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீயில் போய்ட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் சேவ் பண்ண பிறகு மறுபடியும் ஓகேங்களா பேக் கொடுத்து வந்துடுங்க ஓகேங்களா பேக் கொடுத்து வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்மாஸ்டில் போயிட்டு எடிட் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் கேன்மாஸ்டர் ஆப்பை முதல்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கேன்மாஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரியேட் நியூ அப்படின் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிவிட்டு அஸ்பெக் ரேசோவில் நாலிஸ்ட் அஞ்சுன்றிருக்கும் அதை நீங்கள் நீங்கள் நீங்கள் நீங்கள் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஒரு பேக்கோடைய இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நம்ம டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துங்க எடுத்த வீடியோ ஸ்டார்டிங் வாங்கிங் பாயிண்ட் வந்த பிறகு சேவாய் கிடக்கும் பண்ணிட்டு எந்த இடத்துல தேவையான ஓகே நான் இந்த அளவுக்கு செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிட்டு அதுக்கு லேயர்ல போயிட்டு மீடியாவில் போயிட்டு ஓகேங்களா அதே இது போயிட்டு நான் ஒரு கிளிக் பண்ணிட்டு இதே அதே மாதிரி செட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க இதே அதே மாதிரி செட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க ஓகேங்களா இந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் வீடியோ எந்தளவுக்கு இது ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன் ட்ராக் பண்ணி விட்டுட்டு மேடம் டிக் ஆப்ஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்ம இதில் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில் நீங்கள் யாருக்கு பர்த்டே விஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அவங்களுடைய இமேஜ் இதில் ஆட் பண்ணிக்கிங்க அதுவும் பேக்ரவுண்ட் ரிமூவான இமேஜாக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவான இமேஜ் நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா இமேஜ் எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சிங்க ஓகேங்களா செட் பண்ணி செட் பண்ணிட்டு இது வீடியோ எடுத்துக்கப்படியே ட்ராக் பண்ணி விடுங்க ட்ராக் பண்ணி விட்டுட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அகெயின் நீங்கள் வந்து வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அந்த இமேஜ் மேலே ஒருத்தர க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி எல்லா சைட் பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் இருக்கும் அதில் போய்ட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்லைட் டவுன்ருக்கும் ஓகேங்களா ஸ்லைட் டவுன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இல்லைங்களா இதில் ஒரு பர்த்டே இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்க டவுன் பண்ணி யூஸ் பண்ணி லேயர்ல போயிட்டு மீடியாவில் ட்ராக் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் அகெய்ன் வீடியோவுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஓகேங்களா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு ஓகேங்களா இப்போ வீடியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு பலூன் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஓகேங்களா அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமேல் ஒருத்தருவேன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் இப்படி சுருக்கீங்கண்ணா எந்தளவுக்கு சுருக்கிறனோ அதே மாதிரி நீங்கள் சுருக்கி இந்த இடத்துல அப்படி செட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒன்று வந்து அப்புன்னு வந்து டவுன்லோட் செட் பண்ணணும் ஓகேங்களா அந்தளவுக்கு செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வீடியோ எண்டுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணுங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு மேலே டிக்காப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு அக்கே நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுங்க ஓகேங்களா அதுக்கு டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு நீங்கள் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அதில் போய்ட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துங்க ஓகேங்களா டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதை அப்படியே மூவ் பண்ணுங்கள் அதிலேருந்து நீங்கள் நகர்த்திங்கன்னா தானாக மூவாகும் மூவாக இதை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மேலே செட் பண்ணிங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு செட் பண்ணுங்கள் ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க ஓகேங்களா டிகாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பலூன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா கிளிக் பண்ணிவிட்டு இடது பக்கத்தில் கீ சிம்பிள் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எண்டு தான் கொண்டு ஓகேங்களா எண்டு தான் இந்த இடத்துல கொஞ்சம் அந்த இடத்துல செட் பண்ணி இப்படி நான் எந்தளவுக்கு செட் பண்ணுறேன் அந்தளவுங்க வச்சுக்கிட்டு இதை அப்படியே கொஞ்சம் உங்கள் விரலாளி மூவ் பண்ணலாம் மூவ் பண்ணி இப்படி மேலே கொண்டு வந்து இதை அப்படியே மேலே தள்ளி விட்டுருங்க மேலே கொடுத்துட்டு அக்கே நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ரெண்டாவது பலூன் மேலே இதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இடது பக்கத்தில் கீ சிம்பிள் இருக்கும் ஓகேங்களா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதையும் நீங்கள் கடைசி எண்டு தான் கொண்டு போயிடாதீங்க உங்களுக்கு வராது அதனால் கொஞ்சம் கேப் போட்டு வைங்கன்னா இந்தளவுக்கு வைங்க அதே மாதிரி வைங்க இந்த அளவுக்கு வச்சுங்க ஓகேங்களா வச்சுக்கிட்டு இதை அப்படியே விரலால் அப்படியே மூவ் பண்ணி ஓகேங்களா மேலே இழுத்து ஓகேங்களா ஓகே எழுத்து விட்டுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் பார்க்கறதுக்கு பலூன் பறக்கிற மாதிரியே செம சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது செம சூப்பராக இருக்கா இப்போ வீடியோடயே ஸ்டார்டிங் பண்ணிணுவாங்க ஓகேங்களா ஸ்டார்டிங் பண்ண இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களோடைய பேர் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் லேயில் போய்ட்டு டெஸ்ட்டில் போயிட்டு அவங்களோடைய பேர் நீங்கள் எழுதிக்கிங்க ஓகேங்களா அவங்க பேர் நீங்கள் டைப் பண்ண பிறகு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு ஓகேங்களா ஓகே கொடுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணி இந்த இடத்துல கொண்டு அந்த நேம் சுற்றி கொஞ்சம் ஷேடாக இருந்தால் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும் அதுக்கு நீங்கள் வலைசல் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் அவுட்லெட் இருக்குது அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வைக்கணும் ஓகே எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த நேம் சுற்றி நம்மளுக்கு ஒரு ஷேடோ மாதிரி வருவா பார்க்கறதுக்கு செம்மை சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அது வந்து எனமிள் பண்ணி வச்சு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இது வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ வீடியோட ஸ்டார்டிங் பாய் அந்த எமேல்டுத்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வளர்சையில் இன் அனிமேஷன் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் லெட்டர் பை லெட்டர் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஒரு லைட் டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நம்ம லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு ஓகேங்களா டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் வலைசீரை அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை கொடுத்துங்க கொடுத்த பிறகு அதில் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அது கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அக்கே நீங்கள் அதுமேல் ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வளர்சீரை அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங்னு இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா ஸ்க்ரீன் இருக்கும் அது நீங்கள் டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ பிளே பண்ணி பார்க்கலாம் பார்க்கறதுக்கு சம சூப்பராக இருக்கும் வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லைங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிங்க இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே அது எடுத்த பிறகு நீங்கள் வளர்த்துகிற ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளெண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்து டிகாப்ஷன் கொடுத்த பிறகு அகே நீங்கள் அந்த செட் பண்ற செட் பண்ணிட்டு மேல டிக் ஆப் அதை குடுத்துங்க குடுத்த பிறகு இப்போ பிளே பண்ணி பாக்கலாம் பார்க்க செம சூப்பரா இருக்கு இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரெய் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பாக்ஸுமாக இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வெயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மன டிக்காப்ஸ் கொடுத்துங்க ஓகேங்களா டிகாப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் அகைன் நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே ட்ராக் பண்ணி விடுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பைன் வந்து மறுபடியும் டிக்காப் கொடுத்துங்க பிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு நமக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே வாட்ஸ்அப் செட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் மேலே பாருங்கள் ஆறு இருக்கா அதான் டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் அதை கொடுத்துக்கங்க கொடுத்துக்கிட்டு இதில் உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவர்ஸ் வீடியோன்னு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு அடுத்து லிஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்